வெற்றிப்படிகள் வணக்கம் என்பது பழமொழி இப்பழமொழி தூய்மையின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது நாம் அனைவரும் தூய்மையான சூழ்நிலையே விரும்புகிறோம் தன்னையும் தன் வீட்டையும் மட்டும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் போதா தன் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருந்தால் நோய் என்றால் தொற்று நோய்கள் நகரம் தூய்மையாக இருக்கும் நகரம் தூய்மையாக இருந்தால்தான் நாடே தூய்மையாக இருக்கும் இதைத்தான் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்கிறோம் வல்லுபர் புறந்தூய்மை நீராளமையும் தேவை அதனை நமது கடமை நமக்கு தேவையற்ற பொருட்களையும் குப்பைகளையும் எல்லா இடங்களிலும் அவ்வாறு இல்லாமல் மூடியிட்ட குப்பை தொட்டிகளில் மட்டுமே உண்டாகின்றன ஆகவே சுற்றுச்சூழல் கெடாத நிலையில் சாக்கடை நீரை தனிவாய்க்கால் மூலம் நெடுந்தூரம் கொண்டு சென்று பயன்படாத நிலங்களில் பாய்ச்சி வளர்க்கலாம் அந்நீரை ஒருபோதும் வெளியிடங்களில் வெளியிடங்களில் போடாமல் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும் நிலம் நமது வாழ்விடம் அதனை மாசுபடுத்துதல் குற்றமாகும் தேவையற்ற பொருட்கள் அமிலங்கள் வெளியேறும் பொருட்கள் அனைத்தும் சரியான முறையில் காற்றினை தூய்மைப்படுத்தி தருகின்றன அவற்றினை மாசுபடுத்தி அளித்தல் தவறு நாம் அனைவரும் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு நம் சுற்றுப்புறங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க குப்பைகளை குப்பைகளை வீட்டிற்கு பின்புறம் புலிகளை அமைத்து அதில் போட்டு பின் உரமாக பயன்படும் தண்ணீர் மாசுபடுவதை தடுத்தால் பல நோய்களை தடுக்கலாம் இவ்வாறு பல பாதுகாப்பு முறைகளை பின்தொருதல் அவசியமாகும் சுத்தமாக இருந்தால்தான் நாம் இன்றும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதனை உணர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிமொழி ஏற்போம் வாழ்க தமிழ் நன்றி